எனது பள்ளியின் பெயர் பள்ளி எனது ஊர் பெயர் தூத்துக்குடி நான் கூறப்போகும் தலைப்பின் பெயர் சுற்றுப்புறம் சுகாதாரம் நோயற்ற வாழ்வை உரைவற்ற செல்வம் நாம் எனவேண்டும் ஆரோக்கியமாவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் நம் அனைவருக்கும் சுத்தமான காற்று சுத்தமான குடிநீர் சற்றுள்ள உணவு பாதுகாப்பான இடம் மிக அவசியம் நம்மையும் நம் வீட்டையும் சுத்தமாக வைத்தால் போதாது நம் வீட்டை சுற்றி சுற்றி நாடு இடங்களிலும் நம் வீட்டை சுற்றி குப்பை கழிவு நீர் தேங்க விட கூடாது தெருவிலோ பேருந்து ரயில் பயணங்களிலோ குப்பையை கண்ட இடங்களில் போடக்கூடாது குப்பையை குப்பை குத்தில்தான் போட வேண்டும் கண்ட இடங்களில் கழிவுகள் கலக்காமல் பார்க்க வேண்டும் தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் இருந்து அருகில் உள்ள இடங்களுக்கு கூட காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆம் கொரோனா என்னும் கொடிய நோய் நம்மை ஆட்டி படைக்கின்றது நம் வீட்டை சுற்றி உள்ள எல்லா இடங்களிலும் நாம் சுத்தமாக வைத்தால் கொரோனா வாழ நம் சபதம் இருப்போம் நம் தேசத்தை காப்போம் நன்றி